வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே சொந்தங்களே ஐயப்பமார்களே சுவாமிமார்களே கார்த்திகை ஒன்று பிறந்த இந்த நாளில் சபரிமலைக்கு மாலை போட்டு பயணம் துவக்கிற்கும் அத்தனை ஐயப்பன்மார்களின் பாதம் இந்த நிகழ்ச்சியை தூங்குகிறேன் இன்றைய நிகழ்ச்சியாக ஐயப்பன் பாடல் ஒன்று என்னுடைய நண்பர் பாலசுப்ரமணியன் நரசிம்மன் அலை வண்ணை மண்ணை பாலு வடபழனை பாலு நமக்காக ஒரு ஐயப்பன் பாடலை அவரே எழுதி இயற்றி பாடி நமக்கு அனுப்பியுள்ளார் அந்த பாடலை கேட்டு ஐயப்பன் அவருக்கு எல்லா வளமும் நலமும் கொடுக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் நீங்களும் இந்த பாடலை கேட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எழுதி அனுப்புங்கள் ஐயப்பனுடைய ஃபாதார் பணிந்து அந்த பாடலை உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் la re <Sings> ayane ayane ayane ayane டிவான் அருள்டிவான அருள்வடிவான அருள்வடிவான மெய்ய ஐயனே அருள் வடிவான மெய்ய நே ஐயனே அருள் வடிவான அருள் வடிவான அருள் வடிவான மெய்யனே ஐயனே அருள் வடிவான மெய்யனே ஐயனே ஐயனே அருள் வடிவான் மெய்யனே பணிந்தேன் உன்னை பணிந்தேன் பணிந்தேன் உன்னை பணிந்தேன் உன்னை பம்பா நதியரசனே பணிந்தேனு பம்பா நதியரசனே பம்பா நதியா நதியரசனே பந்தளராஜனே பந்தளராஜனே பம்பா நதியரசனே பந்தளராஜனே பாவம் தொலைத்து பாவம் தொலைத்து நான் செய்த பாவம் தொலைத்து பாதம் பற்றிட பாதம் பற்றிட வந்தாய் நின் பாதம் பற்றிட வந்த என் மனதில் வந்தாய் என் மனதில் ஆட்கொண்டாய் ஆட்கொண்டாய் செந்தேன் தமிழில் பாடும் வரம் தந்தாய் செந்தேன் தமிழில் பாடும் வரம் தந்தாய் வந்தாய் என் மனதில் வந்தாய் என் மனதில் செந்தேன் தமிழில் பாடும் வரம் தந்தா ஐயப்பா அய்யப்பரணம் சரணப்பயண சரண சரணம் சபரிகிரீசா விரைந்திங்கே வரணும் அடியறி சரணம் சரணம் சபரிகிரீசா விரைந்திங்கே வரணும் அடியறி நேசா உன்னை தோழும் பேரு இன்னும் இல்லை எனக்கு உன்னை தோழும் பேரு இன்னும் இல்லை எனக்கு பாலனை பாரு கதி எனக்காரு பசரணம் சரணம் சபரிகிரேசா விரைந்திங்க வரணும் அடியர் நேசா உன்னை தோழும் பேரு இன்னும் இல்லை எனக்கு பாலனை பாரு கதி எனக்காரு ரண சபருகிரீச பாழூ உலகில் பலையில் நல்கள் பாலனு வடிமை தாங்குவதெங்கணம் பாழூலகில் பல இந்நல்கள் பாலனுமடிமை தாங்குவதெங்கணம் இருமுடியெடுத்தேன் தடுவிரதம் கொண்டேன் இருமுடியெடுத்தேன் தடுவிரதம் கொண்டேன் சேவடி தொழுதேன் பாடி கரைந்தேன் சேவடி பாடி கரைந்தேன் பூசனை செய்து போதாதோ நின்னை பூசனை செய்தது போதாதோ நின்னை போற்றியதும் செவி புகவில்லையோ பூசனை செய்தது போதாதோ நின்னை போற்றியதும் செவி புகவில்லையோ அடியவர் திருவடி பற்றிக்கொண்டேன் அடியவர் திருவடி பற்றிக்கொண்டேன் அவரழைப்பினில் கலந்து சன்னதி அடைந்தேன் சரணம் சரணம் சபருகிரி சூலி வாகன வேந்தனே நாதனே வேண்டும் வரம் தரும் சீலனே ராஜனே வெண் வாகனவேந்தனே நாதனே வேண்டும் வரும் தரும் சீலனே ராஜனே தஞ்சம் என்றே வரும் அடியவர் காத்திடும் தெய்வமே தரு கணும் உனக்கொரு பொருட்டோ அல்லவோ தரு கணும் உனக்கொரு பொருட்டோ அல்லவோ தரணியில் இல்லும் தவிக்கவும் விடவோ தரு கணு உனக்கொரு அல்லவோ தரணியில் இல்லும் தவிக்கவும் விடவோ சரண ஐயா சரணம் ஆண்டே சரணம் சரணம் அய்யா சரண ஆண்டே சரணம் சபரிகிரீச விரதிங்க வரணும் அடியரின்னேسا ஊனைதொளும் பேறு என்னும் இல்லை எனக்கு பாலனை பாரி கதி என காறு சரணம் சரணம் சபரிগিরீسا